ஹே யூவர்ஸ் இப்போ நம்ம சேனலில் உங்களுக்காண்டி இறால் கிரேவி பண்ணி காட்ட போகிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு சோம்பு போடுறேன் அந்த சோம்பு நல்லா பொறிவிட்டும் வெங்காயம் தக்காளாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் போட்டு பின்னாடி பச்சை மிளகா போடுறேன் பச்சை மிளகாய் ஏன் நான் இப்போ போடுறேன்னா பச்சை மிளகா வந்து வதங்கும்போது நல்லா ஒரு பொறிஞ்சு நல்லா இருக்கும் காரம் தெரியாது டேஸ்ட்டாக இருக்கும் பின்னாடி வெங்காயம் போடுறேன் மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் அது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு போடுறேன் அப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வரும் நான் சொன்ன அந்த பச்சை மிளகாய் பாருங்கள் எப்படி எப்படி வதங்கி இருக்குன்னு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அதை சாப்பிடுவோம் எடுத்து நல்லா வதங்கிட்டிருக்கு நல்லா வதனக்கப்போ தக்காளி போட தக்காளி போட்டு நல்லா வதக்குவோம் இப்போ நம்ம வந்து 1 கேஜி ஈராள் எடுத்துருக்கோம் 1 கேஜி ஈராளுக்கு தான் அதெல்லாம் போட்டுட்ருக்கோம் தான் என்னோட ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோன்னு நினைக்கிறேன் நல்லா வதங்குது நல்ல அந்த எண்ணெயெல்லாம் மேலே வர்ற வரைக்கும் நல்ல வதக்கிட்டே இருப்போம் மஞ்சள் தூள் போடுறேன் நல்லபடியே தொக்கு மாதிரி வரும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் இந்த பச்சை வாசனை அந்த ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போடுறோன்னா தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இல்லைன்னா கீழே ஃபுல்லாக போய் பிடிச்சிரும் வெங்காயம் போட்டோன்னே நிறைய பேர் போடுவாங்க அப்படி போட்டோன்னா கீழே ஃபுல்லாக போய் பிடிச்சிரும் தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல மாதிரி வதக்கிட்டோன்னா அது கீழே அடியில் போய் பிடிக்காது பின்னாடியே மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கறி மசாலா மூணும் போடுறேன் நாலும் போடுறேன் போட்டு அப்படியே வதக்கி அங்கே போய் பார்க்க எப்படி இருக்குதுன்னு செம்மையம் அப்படி லுக்காக இருக்குங்களா எனக்கு இங்கே கலர் செம்மையாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல தண்ணி அந்த டம்ளரில் ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அது நல்லா வதங்குது ஆஃப் கிளாஸ் ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்றாதீங்க செம்மையா இருக்க எண்ணெயெல்லாம் சைடில் வந்துருக்கு பார்த்தீங்களா இப்படி தெரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுங்க இப்போதான் இந்த புராணம் போடுறேன் இதனால் நல்லா கழுவி வச்சுருக்கேன் 1 kg இறால் பார்த்தா உங்களுக்கு 1 kg மாதிரி தெரியாது இவ்வளோ தானா kg கேஜின்னு நினைக்காதீங்க தண்ணியாக அதுக்கப்புறம் நான் ஊற்றுல அந்த ஆஃப் கிளாஸ் ஊற்றுனதான் அப்படியே பெரட்டிவிட்டு குக்கர் வ நான் குக்கரை வந்து விசில் போட்டு மூடலை லைட்டாக மூடி மட்டும்தான் வைக்கிறேன் விசில் எடுத்துட்றேன் நான் லாக் கூட பண்ணலை இப்போ லைட்டாக எதனோடனே உப்பு போடுறேன் நாளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுருங்க நான் தண்ணியே ஊற்றுல இது எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுமாரி அடுப்பை வந்து சிம்மில் வைக்காதிங்க ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க சிம்மில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சால் அது ரொம்ப நேரம் மாதிரி இருக்கும் அது ரொம்ப ரப்பரி ஆகிரும் அதனால் சிம்மில் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயே வைங்க பாருங்க வெந்துருச்சு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுடலாம் உள்ள போட்டுட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்து வைக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடும் நாங்கள் அதோட மூடி வச்சுட்டேன் விசிலாம் போடலைங்க ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்து நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சோம் அதை வச்சுப்போம் நான் குழம்புலாம் உங்களுக்கு காட்டில் செஞ்சது காட்டில் குழம்பு மட்டும் காட்டுன்னு பார்த்துக்கோங்க நல்லாயிருக்குங்களா மீன் குழம்பு எங்களுக்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க அன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வச்சுருந்தோம் நல்லா இருந்துச்சு பாய்